முதல் குழந்தைக்கு இரண்டாவது இரண்டாவது ஆற்றல் இல்லை எப்படி தனிச்சு அப்பதான் சொல்றாங்க எப்பன்ன முதல் குழந்தை தனிச்சு ইংலியோ அப்ப ஒண்ணுமே பண்ண மாட்டான் நீங்க அந்த குழந்தையைல கடைகள நோக்கி விட்டுருக்கங்கறம் திருமண காலம் வரும்போது நீங்க கவனிசிங்க அப்படினா முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கும் முதல் பிறந்த பெண் குழந்தைக்கும் இடையில பிரச்சனை நடக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்யை எடுத்துறறான் டைவர்ஸ் இல்லையா அதிகமா டைவர்ஸ் கணன வந்து நிக்கறாங்கல முதல் பிறந்த பெண்ணுக்கு வந்து முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கும் இடையில மோதல்கள் நடக்குதுல அசிங்கே பேர் வந்து டைவர்ஸ் பிக்கறா ஏன்னா அதுக்கு முன்னக்கே ஏற்கனவே இருந்தத பரிசீகர் ஆச்சுனால நம்ம காதுக்குள்ள பெண்றதுக்கு ஆண்கள் மாறுபாடு கிடையாது காமத்தின்பால் பிறகு குழந்தைக்கு தனிச்சு ஆற்றல் கிடையாது இரண்டாவது குழந்தை அன்பின் தனிச்சு ஆற்றல் அன்பு எங்க முதல்ல ஒரு பெண் திருமணம் ஆகி இந்த கணவன் யாரு அந்த ஊர் என்ன என்னன்னு தெரியாது ஒரு இருவசம்ல வாழ்ற ஒரு பெண்ணு அவளை ஒரு ஒரு மாதத்துல திட்டமிட்டு கிடையாணம் அனுப்புறாங்க இந்த அனுப்பி போகும்போது இந்த பெண்ணோட தவிப்பு இருக்குல்ல அந்த வீட்டை விட்டுட்டு அப்ப அம்மா விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு அந்த ஆடு கோழி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பெண் வெளியே வரும்போது அந்த மனம் தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்க உலகத்தில் எப்பயுமே அந்த தவிப்பு அந்த சூழல்ல தான் அந்த பெண் திருமணமாகி அந்த கணவன் வீட்டுக்கு போறா அந்த நேரத்தில் உருவாகிறத அந்த முதல் கருவுங்கிறான் இவ்வளவு தவிக்கிற பெண்ணை எப்பரா அதை கட்டுப்படுத்துது இருக்க முடியுது அப்படின்னா காமன் மட்டும்தான் அந்த பொண்ணை அங்கே நிறுத்துது காமன் இல்லை அப்படின்னு அந்த பெண் அங்கே இருக்காது அடுத்த செகண்ட் இங்க வந்துருவான் அப்ப காம சூழல் நாலு வருஷம் கழிச்சு இரண்டு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகு அந்த வீட்டு மொத்தமா அந்த பெண்ணோட கைக்குழு வந்துடும் முதல்ல அந்த பெண் அந்த வீட்டுக்கு தொடர்புல அதோட இரண்டாவது குழந்தை பிறக்கும் போது அந்த வீடு அந்த பெண்ணோட கைக்குள் இருக்கும் அந்த நேரத்துல காமமிடைய அன்புடைய அந்த அன்பின்பால் குழந்தைக்கு தனிச்சைங்கிற ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றோம் சரி இந்த முதல் குழந்தை தனிச்சைங்கிற ஆற்றல் இல்லை அது எப்படி தனிச்சுங்கிறது அப்பதான் சொல்றான் எப்பெல்லாம் முதல் குழந்தை தனிச்சு அப்ப ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நீங்க அந்த குழந்தைகளை கலைகள் நோக்கி விட்டுருக்கங்கிறோம் ஏன்னா முதல் குழந்தை கத்துக் கொடுக்கணும் நீ கலைகள் நோக்கி வந்த எல்லாருமே தனிச்சு ஆற்றல் வந்துடும் கலைகளுக்கு வாய்ப்பு என்ன பண்றோம் ஒண்ணுமே இல்ல கலைகள் நோக்கி நீங்க குழந்தைகளை முதல் குழந்தை விட பெண் குழந்தையா இருந்தாலும் இதுதான் இந்த சமூகத்தின் உயர்ந்த அறிவு தமிழருடைய மிகப்பெரிய அறிவு என்ன முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கு முதல் பிறந்த பெண் குழந்தை கல்யாணம் கிடையாது முதல் பிறந்த ஒரு வீட்டுல ஆண் குழந்தை முதல் பிறந்த போது இரண்டாவது பிறந்த பெண் குழந்தையை கல்யாணம் பெண் குழந்தை முதல்ல பிறந்ததுன்னா ஆண் குழந்தை இரண்டாவது எல்லாரும் ஒரு வீட்டுல பத்து பதினஞ்சு அப்ப ஒவ்வொரு குழந்தைய பிறந்துச்சு முதல் குழந்தையா தானே இருக்கும் அப்ப அந்த குழந்தையை கல்யாணம் வைக்கும் போது என்ன இன்னைக்கு தமிழ்நாடு அதிகமா டைவர் முதல் பிறந்த பெண் குழந்தைக்கும் முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கும் கல்யாணம் வச்சதால அதிக பேர் வந்து டைவர்ஸ் நினைக்கிறான் ஏன்னா அவன் குடும்பத்தை வழி நடத்த தெரியல தனிச்சுங்கிற ஆற்றல் இல்லாதனால அவன் சார்பு இருக்காந்து இருக்குது தனிச்சுங்க முடியல அதுக்கு தான் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல திட்டமிட்டு பண்ணார்களோ எதிர்த்தியா பண்ணாங்களா தெரியாது இவ்வளவு குழந்தைகள் இந்த கலைகள் வந்திருக்காங்க அப்படின்னா இவர்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஆற்றலாக மாறுவார்கள் அப்படிங்கறது மட்டும் காரணம் அடுத்து நம்ம பாக்குறது சந்தன வலிப்பு சொல்றோம் ஒரு கிடத்துல சந்தனம் இருக்கும் உடம்பு பூரா தேய்ச்சிடுவாங்க இந்த உடம்பு சந்தனத்தை மீண்டும் எடுத்து கிளத்தை நிரப்பணும் அப்படி ஒரு கத்தி விளையாட்டு அந்த விளையாட்டை நம் குழந்தைகள் சந்தனம் இல்லாமல் செய்ய போறாங்க ஒரு உடம்புல யாரையும் தாக்காம நம்ம உடம்ப வந்தா அந்த உடம்புக்கு வர ஆயுதங்களையும் தாக்குதலையும் எப்படி தடுக்கிறது அப்படின்னா ஒரு கத்தி உடம்பை சுத்தியே இருந்துட்டு இருக்கும் எது வந்தாலும் உடம்புல படாது அப்படி ஒரு விளையாட்டு நமக்காக கத்தி சுத்தி தொடர்ந்து விளையாட்டு ஒரு அலங்கார விளையாட்ட போறாங்க ஒரு போர்முறை கலைகளை அதை தொடர்ந்து அடுத்த கொம்பு விளையாட்டு கொம்பை எதுக்கு ஆயுதமாக பயன்படுத்திருக்காங்கன்னா வெறும் கட்டையை நம்ம ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்தணும்னா கத்தியால வெட்டம் போது கட்டை வெட்டுப்பட்டுரும் ஆனால் கொம்பு வெட்டுப்படாது வெறும் சில்லு மட்டும்தான் போகும் அதுக்காக தான் இன்னைக்கு நிறைய நமக்கு மூலப்பொருள் இருக்கு நிறைய நம்ம இரும்புகள் எடுத்து ஆயுதங்களை உருவாக்கிற அன்னைக்கு என்னன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் என்ன கிடைக்கணும் அதை எடுத்து நம்ம ஆயுதங்களை பயன்படுத்தணும் அப்படி நம் முன்னோர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் இருக்கு ஒரு கருவி இருக்குன்னா அதுதான் கொம்பு பல்வேறு வகையான கொம்புகள் எடுத்து ஆயுதங்களாவும் கடையமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி ஒரு கொம்பு விளையாட்டை நம்ம பார்த்தலாம் அடுத்தது